ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க பூண்டி மலைக்கோயில்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கோயில் சொல்லி சொல்லுவாங்க அதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் ஈசா யாகா இருக்கும் ஈசா யாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாதிரி தான் இது பயங்கரமாக ஃபேமஸானது ஈஷா யோகா கோயிலோடு இது அதிகமாக ஃபேமஸான கோயில் சரிங்களா இது வந்து சுயம்பாக காய்ச்சளிக்கிறார் ஆகாய லிங்கம் எல்லா லிங்கமும் இருக்காங்க நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா வீடியோ காலில் போங்க பாருங்க, ரசிங்க பாய் பாய் All right. <laughs> தொண்ட அமுது செய்யணித்துள்ளேர் அடியார்களும் திரு அமுது வந்துள்ளோம் கல்லிமலைக்கரசே திரு அமுது கொள்ள வேண்டும் அகரம் ஆயினும் சிகரங்கோபுரம் ஆயிரம் செய்து முடித்தலும் பரமசிவ சக்தி முருகனடியார்களுக்கு அமுதளிப்பதற்கு இல்லை இறைவனை அமுது கொள்ள வேண்டும் உன்னை வயல் வழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னே ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா பானோர்கொடைய வினைதி பெருளும் வேலப்பா சிந்தேவார வேதம் சொன்ன வலிக்கே வழிபுண்டு எமருக்கும் அவளே கிடைக்க பலிக்கே சுழன்று பாவங்களை செய்து பால் நக குறிக்கே அழந்தும் கையவ தம்மோடு என்ன ஏரியோ தோரன் மலிசூடே காருடைய சுடனை முடிவோ சோயன் உள்ள கவர்கல்ல ஏடுடைய மலரானுனை நான் வணிந்து கருண் செய்த ஏடுடைய பிரம்மா ன்றோ பதபல வேடமாகும் பல நாரி பாகன் பசுவேரும் எங்கள் வரம் சலமகளோடருக்கு முடிமேலிந்து என்னமே புகுந்ததன மலர்மிசையோடு மாறு மறையோடு தேவர் alamaana varagun aleghal merunallanalla avainallanalla adiyara varkamegamen idarinum lalarinum enadurunoo idodathinum munagalal 90 ruven கடல் தனில் அமோதோடு கலந்த நஞ்சை விடறினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் மாறு இவ தொந்த மக்கிள்ள ஏன் அதுவோ குண தின் அருள் அமடுதுரை அரணே மறை ஆவினுக்கு அருங்கலம் அண் அஞ்சு ஆறுதல் ஓவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது ராவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே கருவாய் கிடந்து உன் கலலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து முந்தங் நாமம் பயின்றேன் உனது வரலாறு ரூபாய் ஒளிய சிவாயனமென்று நிரந்தாய் சிவகதீனி பாலிரை புறையோ அரண வாழ்த்தபாயோ வாழ்த்தபாயோ சென்னையும் நினைக்க மலன் என்றும் தந்த தலைவனே உழ்த்தவாமே விற்த்தபாவினை ஏன் நெடுங்காலமே விற்த்தபாவினை ஏன் நெடுங்காலமே அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம் பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமி செய்யே என் அன்பு பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமாயிப் பிறவியே இன்னும் பாலிக்குமாயிப் பிறவியே அத்தாகும் நடிகேனை அன்பாலாத்தாய் ோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரியணி எளியானாய் இனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேனையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொருத்தாய் என்றோ இத்தனையும் என்பரமோ பெருமான் திருக்கரணே இருந்தவரேன் ஓகும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காபு நாள் இவை என்றல அதுதேன் இள புனல் காவிரே பாபு தன் புணர் வந்து இலை முடே நாவாக குனை நான் மறக்கினோ சொல்லும் நா நம சிவாயவே சொல்லும் நாயவே நங்காயதமம் அணிந்து கங்காலம் தோழ்மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் மாமாகேல் கால அந்தரத்துவ தங்காலம் செய்ய தருத்த நன்கால் சாரோ வந்தனை விரலால் வங்கா பற்று நான் மற்ற இல்லை கண்டாய் சிந்தலல் வாழ்வாய் சிவபுரத்தரசே திரு பெருந்துரை குறை சிவனே அந்த மில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியே நிவந்து அந்த வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் பொறியாயே ே தலாடி தயங்கு மூகிலை சோழப்படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெல்லையே விட யானே பிரிபொருள் சோழ் பெருந்துரையார் அடியே நான் உடையானே குனைகள் லாது புதுதுனை மற்ற பின் இணை மலர் பொய்து நான் எல்பொடு அன்று எழுத்து ஓதி தப்பிலாது நான் தடமுளையாதங்கள் மைப்புலாம் கண்ணால் கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை கொண்டு அற்புதம் அறிவே அற்புதம் அருகேனே வணக்கம் நான் தான் சரி இந்த இடத்த பாக்குறீங்களே இந்த இடத்துக்கு தான் பெரியதான் வெள்ளி கிரிம்ப இந்த இடத்துக்குதான் இப்ப நானும் வந்துட்டு கிளம்புறான் முடியல காரணம் தான் இருந்தாலும் எனக்கு தோணுச்சு ஆனால் ரொம்ப கஷ்டம் மொத்தம் ஏழு மலை அப்போ தான் வந்து ஒரு மலை இறங்கியிருக்காங்க இன்னும் ஏழு மலை இறங்கி வீட்டுக்கு போகணும் வரும்போது கஷ்டம் தான் போகும்போது அதை விட கஷ்டமாக இருக்கும் இல்லை இல்லை ஈஸியாக கூப்பிட்டு போயிடுவேன் அதை நல்லா இருக்கும் சரி ஓகே அடுத்த மலை இறங்கிட்ட போது இன்னும் கஷ்டமாக பேசுவார் அப்போ